பாலநகர் கிராமத்துல கைலாஷ் அப்புறம் சூரஜின்னு அண்ணன் தம்பிங்க இருந்தாங்க அவங்க அப்பாவும் அம்மாவும் இறந்து போனதுக்கு அப்புறம் அவங்க ரெண்டு பேரும் அவங்க மாமா கூட தான் இருந்தாங்க அவங்க மாமா பூஷன் அவங்கள நல்லபடியா பாத்துக்கவே இல்ல எப்பவும் சூரஜோட ரெண்டு பேரு கிட்ட இருந்து எனக்கு எப்பதான் விடுதலை கிடைக்கும்னு தெரியலாஷ் சூராஜ் எங்க இருக்கீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க மாமா நாங்க வெளியில தண்ணி எடுத்துக்கிட்டு இருந்தோம் என்ன ஆச்சு ஒரு வழி ல மாமா அவரு வீட்டுல வச்சுக்க மாட்டாரு ஆனா என்ன விவசாயம் சூராஜ் கைலாஷ் நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன் நகரத்துல பேரிகாய்க்கு ரொம்ப டிமாண்ட் இருக்கான் நாம ஏன் பேரிக்காய் விவசாயம் பண்ண கூடாது அதனால நமக்கு பெரிய லாபம் கூட கிடைக்கும் அப்படி யோசிச்சிட்டு தன்னோட மாமா கிட்ட சொல்லாம பேரிக்கா விவசாயத்தை ஆரம்பிச்சாங்க கொஞ்ச நாள்ல அவங்க பேரிக்கா மரங்கள் நல்லா வளர்ந்தது பேரிக்காவ வெட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சு ஆனா அந்த விஷயம் பூஷனுக்கு தெரிஞ்ச உடனே அன்னைக்கு ராத்திரியே போய் அவங்க பேரிக்கா மரங்களை நெருப்பு வச்சு கொளுத்திட்டாங்க காலையில அத பார்த்ததும் சூரஜும் கைலாஷும் அழ ஆரம்பிச்சாங்க அந்த விஷயம் கிராமம் முழுக்க பரவிச்சு அப்புறம் ஜனங்க எல்லாரும் வந்து அவங்க மாமா பூஷண பூஷன் பயங்கரமா அடிச்சாங்கும்ழையும் பெய்ய ஆரம்பிச்சது அந்த சமயம் அந்த இடத்துல ஏதோ மாயம் போல கடவுள் தோன்றினாரு கைலாஷ் அப்புறம் சூரஜ் உங்களோட கஷ்டத்தை என்னால புரிஞ்சிக்க முடியுது இந்தாங்க உங்களுக்காக இந்த மாய விதைகளை திரும்ப வந்துட்டாங்க மறுநாள் காலையில போய் பார்த்தா அந்த இடத்துல ஒரு பெரிய பேரிக்காய் இருந்தது அது ஒரு வீடளவுக்கு பெருசா இருந்தது அதுக்கு பக்கத்துல ஒரு பேரிக்காய் மரமும் இருந்தது அதுல தங்க பேரிக்காய்கள் இருந்தது வாழலாம் என்ன சொல்ற இது போலதான் கைலாஷும் சூரஜும் விவசாயம் பண்ணும் போது அவங்களோட பெரிய பேரிக்காய் வீட்டுல இருந்தாங்க ஏழையின் வித்தியாசமான ஆட்டோ இது பல வருஷங்களுக்கு முன்னாடி நடந்த விஷயம் மயூரிங்கிற பேர்ல ஒரு கிராமம் மருமகனும் சேர்ந்து வாழ்ந்துகிட்டு இருந்தாரு சீதாராம் முதுமையால அவஸ்தப்பட்டுகிட்டு இருந்தாரு அதனால அவருக்கு மேஸ்திரியா வேலை செய்ய அதிகமா வேலைகள் எதுவுமே கிடைக்கல ஒரு நாள் அவர் தன்னோட வீட்டுல உட்கார்ந்துகிட்டு இருக்கும் அப்ப அவரோட நண்பன் வீர்சிங் அந்த மாதிரி தோணுது. என்னோட வருமானம் கூட ரொம்பவே குறைய ஆரம்பிச்சதுவனிக்கணும்ல நான் ஏதோ ஒண்ணு பண்ணி ஒரு வழியா அவனோட ஸ்கூல் பீச கட்டிட்டேன் ஆனா என்னால அவனை தினமும்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 கொஞ்ச நாட்கள் அடுத்த நாள் கூட வீர் சிங் வரவே இல்ல உடனே சித்து சீதாராம் கிட்ட போய் சொன்ன தாத்தா தாத்தா வீர் சிங் தாத்தா ரெண்டு நாளா எங்களை கூட்டிட்டு போக ஆட்டோ எடுத்துட்டு வரவே இல்லை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 குடிபோதையில போய் எல்லா விஷயத்தையும் தன்னோட தாத்தா கிட்ட சொன்ன அப்பதான் சித்து ஒரு விஷயத்த கேட்டா இங்க பாருங்க தாத்தா வீர் சிங் தாத்தாவோட சரி பண்றதுக்காக லட்சம் ரூபாய் செலவாகும் போல இருக்கேன் நீங்கதான் பெரிய மேஸ்திரி ஆச்சே மட்டும்ாசமான வடிவத்தை ரொம்ப நல்லா இருக்குப்பா அப்போ நான் நாளைக்கே என்னோட வேலையை ஆரம்பிச்சிடுறேன் அப்புறம் சீதாராம் ஒட்டுமொத்த ஆட்டோவுக்கும் கல்லு அப்புறம் சிமெண்டால ஒரு புது வடிவத்தை குடுத்தாரு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 இது சில வருஷங்களுக்கு முன்னாடி நடந்த விஷயம் முன்னாடியே தவறிட்டாரு அப்புறம் அவங்களோட அம்மா ரமா நாலஞ்சு வீட்டுல வீட்டு வேலைகளை செஞ்சு அவங்க வாழ்க்கை ஓட்டிட்டு இருந்தாங்க ஒரு நாள் விமல் பலூனை எடுத்துக்கிட்டு வெளிய கிளம்பிட்டு இருக்கும் போது அவங்களுக்காக நிறைய பலூன்ஸ வித்துட்டு ஒரு புது சாரி வாங்கிட்டு வந்து அவங்களுக்கு குடுப்பேன் சரிமா நான் வியாபாரத்துக்கு கிளம்புறேன் அப்படி சொல்லிட்டு விமல் பலூன்ஸ எடுத்துக்கிட்டு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 என்னது ரெண்டு ரூபாவா ஒரு ரூபா இருந்தா கிளம்பு இல்லன்னா இடத்த காலி பண்ணி போயிட்டாரு ஒரு ரூபாய்க்கு பலூன் வித்தா எனக்கு கட்டுப்பாடி ஆகாது சார் விருப்பம் இருந்தா கூடு இல்லன்னா கிளம்பி போ அந்த அப்படி சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிட்டாரு அவன் வீட்டுக்கு வந்ததும் அவங்க அம்மா கீழே படுத்து இருக்கிறத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 நீங்க அத நினச்சு கவலைப்படாதீங்க போய் ஒரு மெடிக்கல் ஷாப்புக்கு வெளியே நின்று பாத்துக்கிட்டே இருந்தா அப்பதான் ஒரு ஆள் வந்து தலை சுத்தலுக்கும்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 அதெல்லாம் பார்த்ததும் கிளம்பி போயிட்டாரு இங்க பாருப்பா ஒரு விஷயத்த தெல்ல புரிஞ்சுக்கோ எந்த ஒரு நிலைமையிலும் எந்த பொருளையும் திருடக் கூடாது